அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்சில்வி பேசுகிறேங்க ஏன்க்கு நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க சனிப்பயிற்சி ஆகக்கூடிய தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்று திருக்கணிதப்படி உங்களுக்கு மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு அதாவது தனுசு வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் தைரிய வீதி ஸ்தானத்துக்கு வராரு கடந்த இரண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் நிறைய பிரச்சனைகள் உங்கள் பேச்சுக்களால் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனை இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது ஒரு சுப விரயங்களும் வந்து நடந்திருக்கும் உங்களுக்கு அந்த கடந்த இரண்டரை வருடத்துக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மசனியாக இருந்திருப்பார் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு படாத பாடு பட்டிருப்பீங்க ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் தொழிலில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதே தெரியாமல் நீங்கள் வந்து சமாளித்து அந்த ஜென்மசனியை நீங்கள் கடந்து பாத சனிக்கு வந்தீங்க ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகியிருந்திருக்கும் உங்களுக்கு பாதசனியில் இரண்டாம் இட தனஸ்தானுமே வலுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ ஒரு ஜென்மசனியை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இப்போ மூன்றாம் இட தைரிய விரிவஸ்தானத்துக்கும் மறைவு ஸ்தானத்துக்கே வராரு சனி பகவான் அப்போ மிகப்பெரிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் காத்துட்டுருக்கு தொழிலில் பல முன்னேற்றங்கள் தொழில் சில மாற்றங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து அந்த முயற்சி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஜாபில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது எதிரிகள் பயப்படுவாங்க ஏன்னா தைரிய வீரி ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் எதுக்கும் துணிஞ்சு நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் செயல்படுவீங்க இந்த டைமில் அந்த தைரியம் வந்து அதிகரிக்கும் அதாவது சாஃப்ட் நேச்சர் தான் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே சாஃப்டாக தான் இருப்பீங்க அமைதியாக பொறுத்து இருந்து தான் எந்த இருந்தாலும் பண்ணுவீங்க தைரியமாகவும் இருப்பீங்க ஆனால் உங்கள் தனுசு ராசியோட தைரியம் வேறு யாருக்கும் வராதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு போல்ட்னஸ் இருக்கும் அமைதியாக இருந்த எல்லா விஷயத்தையும் சாதிப்பீங்க இருந்தாலும் இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும் இந்த தொழில் செஞ்சால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா கண்டிப்பாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு இறங்கக்கூடிய காலகட்டம் தான் இது ஆனால் கட்டாயம் இறங்கி நீங்கள் வின் பண்ணக்கூடிய டைம் தான் அதே மாதிரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற லேடிஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆன்வாரிசு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த ஜனவரி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு டேட்டு குறித்து தந்திருக்காங்க அப்படின்னா இந்த டெலிவரி டேட்டு குடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன் வாரிசு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து தனுசு ராசி வந்து பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னா பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகளால் பேர் அவமானம் கெடுறது அவமானப்படுறது பேர் கெர்றது கஷ்டங்க கஷ்டப்படுறது பிள்ளைகளால் கஷ்டப்படுறது இது எல்லாமே வந்து நீங்கள் பட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது மன சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் குலதெய்வ வழிபாடு பட் செஞ்சுட்டு இந்த பிரச்சனைகள் முடிவடையும் தீர்க்கப்படும் அடுத்து ஒன்பதாம் இட தைரிய விரிஸ்தானம் ஒன்பதாம் இட பாக்யஸ்தானம் சொல்லலாம் மூன்றாம் இட தைரிய விரிஸ்தானம் ஒன்போதாம் இட பாக்யஸ்தானம் அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரக்கூடிய தந்தைஸ்தானமும் கூட அப்போ தந்தைக்கிட்ட வாக்குவாதங்கள் தனுசு அப்பா கிட்ட சரியான ஒரு பேச்சு இல்லாமல் இருக்கிறது ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பேசுனா கூட அது கருத்து வேறுபாடுகள் வந்து பிரியக்கூடிய நிலைமை கூட வரலாம் தந்தைக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது தனுசு தந்தைக்கும் வந்து பிரச்சனை உண்டாகும் தந்தை வழி உறவும் வந்து மன சங்கடங்களை கொடுக்கும் மனவேதனைகள் கொடுக்கும் அதனால் வந்து அது தவிர்க்கிறது நல்லது பாகியஸ்தானம் நல்லாயிருக்கு சனி பகவான் பார்க்குறதுனால பாகியஸ்தானம் நல்லாயிருக்கு இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் இந்த தடவை நீங்கள் வின் பண்ணி ஜெயிச்சு வருவீங்க ஆனால் தொழில் நல்லாயிருக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது தொழில் அட்டகாசமாக இருக்கும் நல்லா சிறப்பாக பண்ணுவீங்க நல்லா வின் பண்ணி வருவீங்க அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது சூப்பராக வரக்கூடிய காலகட்டம் தனுசு ராசி வந்து அட்டகாசமாக இருக்குது இந்த டைமை ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் அடுத்தது பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அயன சைன போகன்னு சொல்லக்கூடிய இடம் மோட்சஸ்தானமும் கூட அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால விரயங்கள் ஆகும் நீங்கள் சுப விரயங்களாக செஞ்சுக்கோங்க அதாவது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கோல்டு வாங்கி வைக்கிறது குழந்தைங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு நகைசேர்த்தி வைக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் சுப செலவுகளாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வராது இல்லாதவங்க இயலாதவங்களுக்கு கொஞ்சம் செய்யுங்க அந்த மாதிரி செய்ய செய்ய செய்ய செய்ய உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும் அதாவது வருமானம் பெருகும் வருமானம் அதிகரிக்கும் செலவுகள் கம்மியாகும் அதனால் கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அது பெக்கர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க நூறுரூபா நோட்டு பத்து பத்து ரூபாயாக நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க டக்கு டக்கு டக்குன்னு போட்டு வந்துருங்க கொஞ்சம் சிரமந்தான் நீங்கள்லாம் தனுசராசி நேர்களெலாம் கொஞ்சம் சிக்கனவாதிகள் சிக்கனவாதிகளாக தான் இருப்பீங்க தனுசு ராசி நேர்கள் இருந்தாலும் வந்து நான் சொல்லக்கூடிய தருணம் தான் இது இருந்தாலும் பார்த்துக்கோங்க கவனமாக இருங்க உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் விரைவுஸ்தானாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்காது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தான் உடனே போய் செலவு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் சுப செலவுகளாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது அதனால் சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு மோட்சஸ்தானம் அயன சயன போகன்னு சொல்லக்கூடிய இடம் சாப்பிட்டு உறங்கக்கூடிய இடம் நிம்மதியான நைட்டு உறங்க மாட்டீங்க ஏதோ ஒரு விஷயத்த திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் தியானம் பண்ணணும் மெடிடேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் பக்கத்தில் தான் மெடிடேஷன் சென்டர் இருந்தால் கண்டிப்பாக தியானத்தில் போய் கலந்துக்கங்க தியானத்தில் கலந்துக்கிட்டு நிம்மதியாக நீங்கள் வந்து அது ரெகுலராக வீட்டில் செய்ய ஆரம்பிங்க செஞ்சுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க இல்லை நைட்டு தூக்கமே வராது அது மூலிமா பல டிசீஸ் பல நோய்கள் உருவாகும் அது மூலிமா மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு மற்றது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் அதனால் கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தைங்க விஷயத்துலேயே கவனமாக இருக்கணும் ஏன்னா பிள்ளைகளால் கெட்ட பேர் கண்டிப்பாக உண்டாகும் அடுத்தது தந்தை உறவு வந்து நீடிக்காது தந்தையும் சரி தந்தைவழி உறவுகளும் வந்து மனக்கசப்பு ஏற்படுத்தும் விரயஸ்தானத்தை பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்களாக நீங்கள் பண்ணிக்கோங்க சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க அது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கோல்டு வாங்கி வைக்கிறது அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ வீட்டுக்கு என்ன தேவையோ பொருள் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா சுப செலவுகளாயிடும் இல்லாதவங்களுக்கு இயலாதவங்க பெக்கர்ஸு பிச்சைக்காரங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய செய்யுங்க ஏன்னா சனி பகவான் தான் அவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக இது மாதிரி செய்யலாம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணும்போது தான் உங்களுக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் வந்து உங்களுக்கு அந்த கஷ்டப்படுறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து குறையும் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும் அல்லாமல் ஆண் வாரிசுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனுசுராசி நேர்களுக்கு ஆண்வாரிசு பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்கள் ஜனகால ஜாதகத்தையும் எடுத்து பாருங்க ஐந்தாம் இடம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஜனகால ஜாதகத்தையும் பார்க்கணும் தசா புத்தியும் பார்க்கணும் இருந்தாலும் கோஷாரபடி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்